அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க ஏன்க்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மூல நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி பந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது அப்படின்னாவே நம்ம ஞானகாரகன் தான் சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவலை நோக்கி இவங்க பயணம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு தனுசு வீடாக இருக்கிறதுனால வீடு அதனால் கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர இடத்துல தான் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவாங்க சிக்கனமாக இருப்பாங்க அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய முயற்சினால இவங்க நினைச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும் எந்த உயரத்துக்கு போகணுன்னு இவங்க நினைக்கிறாங்களோ அவங்க சைலண்டாக இருந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை வின் பண்ணிட்டு தான் வருவாங்க இவங்க ஏன்னா குருவோட வீடாக இருக்கிறதுனால நிறைய பேர் இவங்க ஜோதிடராகவும் இருக்கலாம் ஜோதிட ஆசானாகவும் இருக்கலாம் குருமார்களாகவும் இருக்கலாம் இவங்க மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடியவங்க இவங்க ஆனால் இவங்க என்ன விஷயம் சொன்னாலும் சரி கரெக்டாக இருக்கும் பலிதமாகும் ஏன்னா தனுசுடைய வீடு மூல நட்சத்திரம் வந்து கேதுக்குண்டான அதிபதி அதே மாதிரி மரபணுப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் வந்து செவ்வாய்க்கு உண்டான கருமா வாங்கியிருக்கு அப்போ மேரேஜ் டிலே ஆகிறது திருமண வாழ்க்கை பாதிக்கிறது குழந்தை பிறப்பு லேட்டாக பிறக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் இயல்பாக இருக்கும் தனுசராசி மூல நட்சத்திரமும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களோடய லக்ன புள்ளி லக்னாதிபதி மூலமாக இருந்தாலும் இது எடுத்துக்கலாம் ஆனால் ஆஞ்சநேயரோட பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரமும் அதுதான் மூல நட்சத்திரம் தான் அதனால் அவங்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையில் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிறக்கும்போதே வந்து கேது திசையில் தான் நீங்கள் பிறக்குறீங்க அந்த கேது திசை வந்து பார்த்திங்கன்னா முதல் ஏழு வருடம் வருதுங்க அந்த கேது திசை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து தான் வெளியே வரீங்க அந்த ஏழு வயது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்கள் சிறு இருந்திருக்கும் அந்த ஏழு வயது முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா சுக்கர திசை வருது இருபது வருடம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு மேன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் அது நீங்கள் பிறந்தவாட்டி தான் உங்கள் குடும்பத்துமே ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்க அந்த இருபது வருடம் வந்து சுக்குறது செய்யன்றது அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாங்க உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆடம்பரமான வாழ்க்கை அவங்க வாழ்கிறதுக்கு உண்டான யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அந்த இருபது வருடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது வருடம் முடிஞ்சிச்சுன்னா இருபத்தேழு வயது வந்துடுது அந்த டைமில் நல்லா பரிபூர்ணமாக நல்லா சந்தோஷமாக இருக்கு இருப்பீங்க நீங்கள் அப்போ சூரிய திசை வருது இருபத்தி ஏழு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய திசை ஆறு வருடம் அந்த டைமில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையாவே இருக்குங்க இருபத்தி ஆறு வயதுக்கு நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கணும் தனஸ்தானத்தை பார்க்கணும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் சப்போஸ் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நான் ஜாதகம் பார்த்து கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் இப்போ திசை வந்து ஆறு வருடங்க அந்த இருபத்தி ஆறு வயதுக்கு மேலே உங்களுக்கு சூரிய திசை வந்துடுது அந்த சூரிய திசையிலே வந்து நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் நிறையாவே இருக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் உபாதைகள்னு அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வயது ஆகிடுது முப்பத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர திசை வருது அது மிகப்பெரிய ஒரு யோகமான திசை உங்களுக்கு சந்திர திசை யோகத்தை கொடுக்கும் தாய் வழி உறவு மூலிமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அம்மா வழி உறவு மூலிமா உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது அந்த சந்திர திசையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய டைம் கூட எடுத்துக்கலாம் அந்த பத்து வருடம் சந்திரதிசை வந்து பத்து வருடம் முப்பத்தி மூணு வயசில் வருது உங்களுக்கு ஒரு பத்து ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசுக்குள்ளே செட்டில் ஆகிடுவீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பூர்த்தி ஆகும் விபரீத ராஜயோகம் ராஜயோகோன்னு சொல்லுவோம் அந்த சந்திர திசையில் தான் உங்களுக்கு வரும் நான் வந்து மூல நட்சத்திரத்துக்கு உண்டான ஒன்னாம் பாதத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஜாதக அமைப்பு பார்த்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணி எந்த ஏஜ்ல இது வரும் சந்திரதிசை அப்படின்றத நம்ம கணிக்க முடியும் நான் ஒன்னாம் பாதத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே உங்களுக்கு சந்திரதிசை பத்தாண்டு காலம் வந்து அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க அந்த டைம்ல நாப்பத்தி மூணு வயசுலாம் பூர்த்தி அடைஞ்சிடுவீங்க அதாவது நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிடும் ஆனா வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலதான் அமையும் அது செவ்வாய் திசை வருது ஏழு வருடம் வந்து அந்த டைம்ல தான் நீங்க வீடு கட்டிப்பீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இதெல்லாம் வந்து அந்த செவ்வாய் திசையில தான் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த ஏழு வருடம் வந்து இப்போ நாற்பது வயசுக்கு மேல வருது இல்லைங்களா அந்த ஏழு வருடம் முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஐம்பது வயசு ஆயிடுது அதுக்கப்புறம் ராகு திசை வருது அப்பதான் உடல் உபாதைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் இல்லைங்களா மற்றவங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு இருப்பீங்க உங்களோட ஃபேமிலியே சொல்லலாம் நீங்க இல்லாம உங்க குடும்பமே ரன் ஆகாது அது ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலும் மற்றவருக்கும் நீங்க செய்யணும் இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு எல்லாம் செஞ்சீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு மெடிசன் செலவு வராது உங்களோட மாதம் மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு அஞ்சு சதவீதம் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது எடுத்து நீங்கள் தானம் பண்ணணும் ஒன்றும் அன்னதானமாக கொடுக்கலாம் இல்லைனா ரொம்ப முடியாத இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஸ்பெஷல் சைல்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த ஹோம்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அதிகமாக வராது அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது ராகு திசையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஐம்பது வயது கிட்டத்தட்ட கரெக்டாக ஐம்பது வயதில் தொடும்போது உங்களுக்கு ராகுதசை வந்துருது பதினெட்டு வருஷம் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வர மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து மெடிசன் செலவு மெடிக்கல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ரெகுலராக செக்அப்புக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி நீங்கள் உடம்பு சரி பண்ணி உட்காரும்போது அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் இது இந்த ராகு திசையில் படாதப்பாடு படுத்திடும் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேக் பெயின் ஹெட் இது எல்லா பிரச்சனையுமே அதில் வரும் மேஜர் ப்ராப்ளம்ஸும் வரும் அதனால் உணவு முறையில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க அதே மாதிரி தானம் பண்ணுங்க தானந்தான் உங்களை காப்பாற்றும் தானம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் இருக்கீங்க நிறைய விஷயங்கள் போதிக்கிறீங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க அறிவுரைகள் எல்லாமே கேட்குறாங்க உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது உண்மை தான் இருந்தாலும் வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் இது போதிக்கிறதே பெரிய விஷயந்தான் இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத வந்து ஒரு அஞ்சு எடுத்து மற்றவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மேஜர் ப்ராப்ளம் உங்களுக்கு மோஸ்ட்லி வராது அந்த பதினெட்டு ஆண்டு காலமே உங்களுக்கு ஒரு நரக வேதனை சொல்லலாங்க இந்த ஐம்பது வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கு பதினெட்டு வருஷம்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் குரு திசை வருது உங்களுக்கு யோகமான தசை ஏன்னா நீங்கள் லக்னமாகவும் இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலோ இல்லை மீன லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு அது யோகம் ஏன்னா லக்னாதிபதி தசையே வருது இல்லைங்களா அவர் வந்து யோகத்தை தான் கொடுப்பாரு உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் சந்தோஷங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அதே மாதிரி நீங்கள் பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாத விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த டைமில் அமையும் கண்டிப்பாக வந்து அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க பதினாறு வருஷம் குரு திசை கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வயசு ஆகிடும் அப்புறம் சனி திசை வருது அந்த டைமில் ஹெல்த் இஷ்யூஸு நிறைய பாதிப்பு ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மன ரீதியான உளைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த டைமில் அமைதியாக இருந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய காலகட்டத்தை முடிக்கக்கூடிய டைம் அது அதனால் இறைவனை நினச்சிக்கிட்டு பத்தொம்போது வருஷம் ஓட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி வயது வந்துடுதுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நிறையா உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வருஷங்களை வந்து கிராஸ் பண்ணி வரீங்க ஏன்னா சுக்கரதிசை வந்து இருபது வருடம் ராகு திசை பதினெட்டு வருடம் குரு திசை பதினாறு வருஷம் கடைசியாக உங்களுக்கு எண்பது வயசுக்கு மேலே சனி திசை வருது பத்தொன்போது வருஷம் பெரிய பெரிய தசையை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க ஆனால் எல்லா விஷயத்துலேயுமே வந்து நீங்கள் அதை தாண்டி வருவீங்க உங்களை பிரச்சனைகளை வந்து நீங்கள் வாழ்கிற வயதிலேயே வந்து கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையுமே வந்து தாண்டி நீங்கள் வரத்துக்குண்டான அமைப்புகள் இருக்குது ஆனால் மன ரீதியான பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் இறைவனை தியானம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்